இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரிலீஸ் ஆன நூத்தி ஒன்னு ஜில்லா ஆனழகன் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல யாரும் புதுசா மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த படம் யாருக்கு பொருந்துமோ இல்லையோ ஆனா இந்த குறிப்பா சொட்டத்தலையா இருக்கவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பொருந்தும் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனை அவங்க சந்திக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே இந்த படத்தோட கதையில உங்களுக்கு நான் சொல்லணும் போறேன் ரைட் படத்தோட ஸ்டார்டிங் சீன நம்ம நாயகன காமிக்கிறாங்க நம்ம நாயக பேரு ஜி எஸ் எம் ஷார்டா கோவிந்த சபரிநாதன் பார்க்கும் ஒரு பிரச்சனை மண்டையில வலுக்க இப்போ முடிவெற்ற கடைக்கு போறாரு முடிவுற்றது மாசத்துக்கு ஒரு கடை தான் அதுக்கப்புறம் அந்த கடைக்கு திரும்ப போக மாட்டாரு ஏன்னா திரும்ப போனா கிண்டல் பண்ணுவானுங்க இறங்கிடுச்சுனாக்கா அன்கம்ஃபர்டபுளா பண்ணக்கூடிய அழகா இல்ல அப்படிங்கறதுக்காக நம்ம ஹீரோ ஐடி பார்க்கிறாரு கூட வேலை பார்க்கறோம் எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க ஒன்னா விளையாண்டவங்க ஆனா மழைனா ரொம்பவே பிடிக்கும் நம்ம ஹீரோக்கு ஆனா இப்ப மழை பெய்ஞ்சா பிடிக்காது ஏன்னா தலையில விக்கிருக்குல்ல அதனால அதையும் சீக்கிரட்டா பண்ணிட்டு இப்ப வேலை பார்க்கறது கூட காரில் வந்துட்டு அப்ப நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றப்பல இந்த மாதிரி உனக்கு ஒரு தகவல் வந்தது அதாவது கால் வந்தது நான் உன்னை பத்தி சில விஷயங்கள்ல சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இப்பதான் தெரியுது நம்ம ஹீரோக்கு மேரேஜ் மேட்டர் மணியில ஹேடு கொடுத்துருக்காங்க யார் கொடுத்தாங்க நம்ம அம்மா தான் கொடுத்துருக்காங்க இப்ப அதை பத்தி பேசிட்டு வராங்க நீ என்னடா சொன்னு சொல்லி நம்ம நாயகனும் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேக்க உன்ன பத்தி எல்லாத்தையுமே சொன்ன இந்த மாதிரி நீ ஒர்க் பண்றத பத்தி சொன்ன அப்புறம் உன்னோட ஆரோக்கியத்தை பத்தி சொன்னேன் எனக்கு என்னடா குறிச்ச நான் நல்லா தானே இருக்கேன் என்னடா இருக்குறத சொன்ன அதுக்கேண்டா சொல்றாரு வீட்டுக்கு வந்து அம்மா உனக்கு எத்தனை தடவை எனக்கு விளம்பரப்படுத்தாது தெரிஞ்சிஷை வச்சு ஒரு கல்யாணத்தை பண்ணல நீ என்னடா இப்படி நடக்கிறதுக்கு தடைய எனக்குற மாட்ட வெளிய போன மாட்டிப்ப நிம்மதியா பீல் பண்றது வீட்டில் இருக்கும்போது புதுசா ஜாயின் பண்ணுவீஷி தெரியும் கல்யணிச்சு செட் பண்ணி சொல்லிட்டு பாட்டா பாடி அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாதுன்ற ஒரு பாட்டை பாடி அந்த பொண்ணும் பாட்டு தானே நல்லா வேறுபடுத்த பொண்ணு புதுசா வந்துருவோம் பாட்டா பாடி கூட்டிட்டு புதுசா ஜாயின் பண்ணாங்க பட்றாரு நம்ம எம்டி ஆனா இவனும் நம்ம ஹீரோணியும் ஆல்ரெடி ரெண்டு பேர் காலேஜ்ல ஒண்ணா படிச்சவங்க சோ அதனால கொஞ்சம் பலக்கவலகங்கள் இருக்கும் அதனால வேளைக்கு வச்சிருபாரு இப்போ புடிசா இப்போ நம்ம பொண்ணுக்கு பாஸ் யாரு தெரியுமா நம்ம ஹீரோயினிக்கு பாஸ் நம்ம ஜிஎஸ்எம் நம்ம ஹீரோ தான் இப்போ பாஸ் கூப்பிடுறாரு இப்போ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இப்போ ஒரு புடிசா ஒரு 플랫 இருக்கு அந்த 플ளாட்ட பார்த்துட்டு நாளைக்கு நீங்க ஜாயின் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்டி நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்றாங்க சொன்னவனே நம்ம ஹீரோயினியே நான் இன்னைக்கு வந்து அந்த 플ளாட்ட பார்த்துட்டு நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தெரியாது பின்னாடி அந்த பொண்ணு உட்கார்ந்து பார்க்க மாட்டேன் சரி பொண்ணுக்குள் பின்னாடி இருக்க இன்னொரு மெசேஜ் பண்றது மட்டும் தனியா கூப்பிட்டு போயிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நல்லா இருக்கு ஒரிஜினல் மாதிரி இருக்கு எங்களா தம்பி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு பாய் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுப்பாரு இதை பத்தி வெளியாட்டி சொல்றாருங்க தயவு செஞ்சு ஏன் மானம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏன்னா இவரு விக்கி வச்சிருக்காரு இவர் சொன்னா நானும் சொல்லிடுவேன் அப்படிங்கறதுக்காக ரெண்டு பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லிக்க மாட்டாங்க அடுத்த நாள் ஹீரோனி ஜிம்ல இருக்காங்க அவங்க அப்பா ஹீரோனி தானா சிரிக்கிறத பத்தி கேட்கும் நம்ம ஹீரோவை பத்தி கொஞ்சம் சொல்றாங்க அவன் கூட இருந்த ரொம்பவே காமெடியா இருக்கும் இப்ப அவன் செஞ்ச காமெடி பத்தி சிரிப்பு வந்து கூட சைட்ல வேலை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க ஆனா எதுவுமே பயங்கரமா பாட்டு பாடி பயங்கரமா சிரிக்க வச்சிருக்கிற மாதிரி பாட்டுலாம் நல்லா படமாட்டாரு அவரு ஒரு மாதிரி காமெடிய தான் பாடுவாப்புல ஆனா அவர் பாடுற காமெடியிலே நம்ம ஹீரோனி பயங்கர மாதிரி சிரிச்சிருவாங்க இப்ப நம்ம ஹீரோ பண்ற காமெடி எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோனி ஹீரோ கிட்ட ஒண்ணு சொல்றாங்க எனக்கு பொதுவாக ஒரு பனிஷ்மெண்ட் கூட வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி நீ எனக்கு ஆகிட்ட நீ எனக்கு அந்த அளவுக்கு சிரிக்க வச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோவும் பதிலுக்கு என் கூட பழகிட்டாங்கன்னா அவங்களை சிரிக்க வச்சே என் கூட பிரெண்ட் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப வேலை பார்க்குற சைட்டுக்கு போறதுல இருந்து ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி ரொம்ப சந்தோஷமா நல்ல இருக்குமா போயிட்டிரு அது ஒரு வருத்தத்தை உண்டாகும் என்ன சொல்றாங்க ஒண்ண முடிய <pacal> <para ma, coughs> <panslādi> மண்டையில முடிய இருக்காது ஏழைக்கு மண்டையில முடிய இருக்காது இல்ல வந்துருமோ பயமா இருக்குறோம் அழகா உங்க அப்பா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொட்டத்தலையை வச்சு காமெடி பண்றாரு நம்ம பார்த்து சீனா வீட்டை உண்மையை சொல்ல போற மாதிரி வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு அவன் சரியா பேசறது இல்லை அப்புறம் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க நம்ம ஹீரோனி இப்ப எல்லா ஊரில் போச்சு பண்ணிடு இப்ப ஒரு பின்னே மண்டை தூக்கிட்டு வருது கழிந்து போயிடுமே சொல்லி நம்ம ஹீரோ பயந்துட்டு இந்த பக்கம் இன்னைக்கு என்ன ஏர்செல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க பக்கத்தில் இருக்க ரெண்டு பசங்களும் ஆமா அங்கல் உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் செக் பண்ணும்போது நம்ம ஹீரோ விக்கு கொஞ்சம் நவவுந்திருக்கும் என்னடா பண்றதுன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு பாத்ரூம் வருது நான் சீக்கிரமா போகணும் அரைச்சிக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு இப்ப எல்லாரும் நம்ம ஹீரோவை வேற மாதிரி பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க சாப்பிடும்போது எவனா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லுவானா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ பாத்ரூம் உள்ள போயிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து தலைமையில ஊற்றி துண்டை போட்டு இருக்கமா கட்டிக்கிட்டு வெளியே வராரு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் எனக்கு இது பிடிக்கல நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் பிரதாசம் அப்படிங்கிற கஷ்ட போடுவன் எனக்கு போறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மறைச்சி அப்படி இப்படி கொஞ்சம் சமாளிக்கிறார் இடத்துல நம்ம ஹீரோனி சில விஷயம் எனக்கு ஒரு தேவதை வந்து அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பாணியிலே பாட்டு பாண்டி காமெடியா நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காரு திரும்பி பக்காவது ரெடி பண்ணிட்டு வந்து என்ன எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே ஏமாத்திட்டு இருக்கிறது ரூம்ல பார்ப்பாங்க இப்ப ரொம்ப டிப்ரஷன் அவங்க வீட்டுல அப்பாவும் ஏமாத்து எனக்கு கோபம் பத்திக்கிட்டு வருது இத்தனை நாள் மா அப்படிங்க பல தடவை ஆனா எனக்குள்ள ஒரு குற்றம் உணர்ச்சி உங்ககிட்ட சொல்ல விட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னைக்காவது பன்னெண்டு மணிக்கு நைட்ல பசங்க ஒண்ணு வயசுல போகும்போது குரு குருன்னு பார்த்தானுக்கா எப்படி இருக்கும் நம்ம ஹீரோனிய சிறப்பு கால்ட்டியை அப்படி இருக்கு எனக்கு அந்த மாதிரி தான் என்ன பார்க்கிறவன் என்னதான் இருந்தாலும் எத்தனை நாள் பழகணும் இவ்வளவு இருக்கு அப்ப ஒரு தடவை கூட இதை பத்தி என்கிட்ட உண்மையை சொல்லலையே நீ உண்மையை மறைச்சதால தான் எனக்கு கோவமே இதுக்கப்புறம் எனக்கு பார்க்கறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனியா போறாங்க மீட் பண்றாங்க இந்த வயசுல தலையில இவ்வளவு முடியாது புதுசா வந்த மாப்பிளைக்கு கொஞ்சம் முடி கொட்டு நிறைய கொட்டுது வைத்திய சொல்லுங்க நீங்க ஒரு ஐடியாவும் இந்த விஷயத்தை வெளியெல்லாம் யார்கிட்ட ஹீரோக்கு தலையில முடி ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது கண்ணாவே இருக்கு மாப்பிளை வீட்டு சைடில் இருக்கும் எல்லாருக்குமே சொன்ன மாப்பிள்ளை தவிர கல்யாணத்துக்கு சத்தியா வந்தா உண்மை எல்லாமே இது ஒரு சரி சரி இது தெரியாம ஹீரோ பிரண்டு கல்யாணத்துக்கு வந்த கல்யாணத்துக்கு வர சொல்லி நம்ம ஹீரோ பேசுவார் இந்த பக்கம் நம்பதான் எனக்கு முடி அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிட்டு இருந்தது அடர்த்தியா இருக்குது கலய ஆரம்பிக்கிறோம் நம்ம ஹீரோ பார்த்து அழகா இருந்தா கை வைக்கூஸ் ஆனா இந்த சொட்டத்தலை விஷயம் நம்ம சத்யாக்கு இது வரைக்கும் சத்தியாவும் போது தெரியாத போயிட்டு ரொம்ப நேரம் ஆயுமே வரல நம்ம ஹீரோ சத்யா தான் போய் பார்த்துட்டு வரதா சொல்லிட்டு ஹீரோனையும் தான் ஹீரோ எக்ஸக்ட் சொல்லிட்டு ரூம் ரூமா வந்து தட்டுவாரு அதை பார்த்துட்டு கதவுல ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு வந்துருக்கான் நம்ம விக்கி வச்சிருக்க விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி கதவை திறக்க மாட்டாரு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு போயிட்டானு சொல்லிட்டு எட்டி பாப்பாரு இப்ப தான் போட்டு மாட்டிக்கும் கதவை உள்ள போக முடியாது கதவுலாக்கி இப்போ பிரச்சனை என்னன்னா மாப்பிளை வீட்டுக்காரனுக்கு விஷயம் தெரியக்கூடாது நம்ம ஹீரோ தெரிய கூடாது பார்த்தா மானம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பதிங்கி பதுங்கி போவார் கீழே போயிட்டு கேட்டு நிறைய அதிகமா இருக்குது இந்த பக்கம் எக்ஸி கிட்ட எல்லாத்தையும் சீட்டிங் பண்றான் சரியான நல்லவன் போல நினைச்சிருக்காங்க சத்யா நம்ம ஹீரோவா பார்த்த மாதிரி இருக்கும் அதை கூட வேலை பார்க்க வீட்டுல சொல்லி கார்ல கூப்பிடுவாரு ஆனா நம்ம போயிடறேன் வீட்டுக்கு தான் போவாங்க வீட்டுக்கு உள்ள வந்து வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க அப்பா அம்மா யாரும் இல்ல இப்போ தான் க்கு கொஞ்சம் சொல்றங்க ஆனா பாத்து சிரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சிரிக்க மாட்டேன் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா உனக்கு அது இல்லனாதான் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோக்கு ஒரு தைரியத்தை வர வைக்கிறாங்க கொஞ்சம் தன்னம்பிக்கையா வர வைக்கிறாங்க இப்ப ஹீரோவும் கல்றாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க வெளியே போயிடுவாரு நம்ம ஆபிஸ்ல வந்து நம்ம கிட்ட பேசுவார் ஆனா நம்ம என்ன திரும்ப அசிங்கப்படுத்த போறியா மாதிரி சொல்லிட்டு பேசாமலே இருப்பாங்க வேலை பார்க்கற இடத்துல நம்மடி வேற நம்ம பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாத்தையும் அம்மா கூட சண்டை எதுவும் சேர்த்து வைக்கல சொத்து சேர்த்து வைக்காத நீங்க பெத்ததும் போதாத குறைக்க இந்த சொட்டை வேற என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மா கொஞ்சம் தப்பா பேசுறாரு நம்ம அம்மாவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்க அப்பா அம்மா எங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதுதான் எங்களால் முடியல சத்தியா வீட்டுக்கு வரப்பல ஊருக்கு போல கடைசியா பார்த்து சொல்லி வீட்டுக்கு வந்துருப்பாங்க உடம்பு சரியில்லை அவங்களுக்கு தீர்க்க முடியாத ஒரு நோய் இப்ப ஹோமியோபதியில வச்சுதான் பார்த்துட்டு இருக்காங்க இங்கவே உள்ளூர்ல லோக்கல்ல ஏதாவது வேலை கிடைச்சா தான் ஒய்ஃபோட இங்க வந்துட்டு பாத்துக்கலான்னு பாக்குறேன் பாத்துக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு ஜிஎஸ் இருக்கான் அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல அவரையும் சொல்லி கொஞ்சம் நம்ம ஹீரோ சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு ஒரு மன என்னன்னா தான் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இந்த நிலைமையில இருக்கும்போது அவன் இந்த உள்ளூர்ல வேலை கிடைக்கிறதா இவ்வளவு ட்ரை பண்ணியிருப்பான் ஆனா நம்மளால அவனுக்கு வேலை கிடைக்காம போச்சு நாம அவனை வேணான்னு சொன்னோம் அப்படிங்கிறது ஒரு மன இருக்கும் இந்த பக்கம் நம்ம ஹீரோனி நான் வேலை விட்டு நின்றுதாகவும் வேற ஒரு கம்பெனியில வேலை கிடைச்சிருக்காரு தான் ஊருக்கு போறதாகவும் சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க இந்த முகத்தை நான் உங்களுக்கு நினைச்சேன் தைரியமும் வரல இதுதான் என்னோட ஒரிஜினல் இத்தனை நாள் இருந்ததுலாம் எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு அது ஒவ்வொரு நாள் நான் பயந்து பயந்து வெளியே பயந்து பயந்து இனிமே எனக்கு அந்த பயம் கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுடைய முடி இருக்கு அதையும் சொல்லுங்க அப்புறம் லைக் பட்டு வேற ஒரு நல்ல படத்தோட கதையில உங்களை சந்திக்கிறேன்